இதை தமிழரின் கணித கோட்பாடுகள் என்றே கூறலாம் இது தற்கால கணித முறைகளில் இருந்து முழுவதும் மாறுபட்டு விளக்கப்பட்டுள்ளது தூரம் காலம் நேரம் எடை போன்ற அனைத்து அளவுகளும் மற்ற பொருடன் ஒதுலற்ற இந்த பழத்தை விரும்பி சாப்பிடறதுனால இதுக்கு யானை ஆப்பிள் அப்படின்னு பெயர் இருக்கு இதோட தாயகம் இந்தியா இந்த பழங்க பெரும்பாலும் வட்ட வடிவிலோ அல்லது நீள்விட்ட வடிவிலோ இருக்கும் வாங்க கணக்கு என்ன சிறுவன் கூடாம்பளங்களை விற்பதற்காக ஒரு பட்டணத்துக்கு எடுத்து சென்றான் வழியில் வடிப்பறி கொள்ளையர்கள் சிறுவனிடம் பழங்களை கொள்ள எடுத்து தின்றுவிட்டார்கள் அச்சிறுவன் அரசனிடம் முறையிட அரசன் நீ கொண்டு வந்த பழங்கள் எத்தனை என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் எனக்கு தெரியாது ஆனால் நான் கொண்டு வந்த பழங்களை இரண்டு இரண்டாக பிரித்தால் ஒரு பழம் மிஞ்சும் மூன்று மூன்றாக பிரித்தால் இரண்டு பழங்கள் மிஞ்சும் நான்கு நான்காக பிரித்தால் மூன்று பழங்கள் மிஞ்சும் ஐந்து ஐந்தாக பிரித்தால் நான்கு பழங்கள் மிஞ்சும் ஆறு ஆறாக பிரித்தால் ஐந்து பழங்கள் மிஞ்சும் ஏழு ஏழாக பிரித்தால் மீது ஏதும் இருக்காது என்று கூறினான் எனில் அந்த சிறுவன் கொண்டு வந்த விளாம்பலங்கள் எத்தனை என்று அரசிற்கு நாம் உதவுவோமா பாருங்க ஏலால் வகுத்தால் மீதி வராதுங்கிறதுனால ஏலின் மடங்குகளை நாம எழுதிக்கலாம் ஏழா வாய்ப்பாடு ஒரே ஏழு ஏழு பதினாலு முப்பேழு இருபத்தொன்னு நாலேழு இருபத்தி எட்டு ஐஏல் முப்பத்தஞ்சு இப்படி எழுதிக்கலாம் அடுத்தது இரண்டாள் வகுத்தால் மீதி ஒன்று வரும் கண்டிப்பாக இரட்டை எண்களை இரண்டால் வகுத்தால் மீதி ஜீரோ எனவே இதில் இருக்கிற ஒற்றை எண்களை மட்டும் நாம் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று வகுத்தால் இரண்டு வருவது இரண்டால் வகுத்தால் மீதி ஒன்று வரும் எண்கள்ல மூன்றால் வகுத்தால் மீதி இரண்டு வரும்னு பார்க்கலாம் பாருங்க முப்பத்தி ஐந்து எழுபத்தி இந்த மூன்று எண்கள்லிருந்து நான்கால் வகுத்தால் மீதி மூன்று வருவது எது முப்பத்தி ஐந்து நூற்றி பத்தொன்பது அடுத்து ஐந்தால் வகுத்தால் நான்கு வருவது நூற்றி பத்தொன்பது இதை வகுத்து பாருங்க ஆறால் வகுத்தால் மீதி ஐந்து வருகிறது அடுத்தது ஏழால் வகுத்தால் மீதி வராது எனவே சிறுவன் கொண்டு வந்த விழாம்பளங்கள் நூத்தி பத்தொன்பது போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய முக்கியமான கணக்கு இது